அலாமலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்தூ அல்லாஹுவின் பேருதவி நம் அனைவரின் மீதும் நிலவட்டுமாக வாழக்கூடிய காலங்கள் முழுவதும் அல்லாஹு ரசூலுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக கணித்திற்குரிய அல்லாஹவின் நல்லடியார்களே நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் இந்த சமுதாயம் ஈர் உலகத்திலும் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக கடுமையாக அயராது உழைத்தார்கள் இந்த சமுதாயம் ஈர் உலகத்தில் எப்படியாவது வெற்றி பெற்று விட வேண்டும் என்பதற்காக நல்ல வழிமுறைகளையும் நடைமுறைகளையும் நாயகம் சல்லல்லாஹூ அலே உசல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியிலே விதைத்தார்கள் அது இந்த சமுதாயம் இரு உலகத்திலும் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக நபிகள் நாயகம் சொல்லல்லாஹ் அலி வசலம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே அதிகமாக துவா செய்யவும் அல்லாஹ்விடத்திலே எப்படியெல்லாம் துவா கேட்க வேண்டும் என்பதையும் நமக்கு மிக தெளிவாக கற்றுத்தந்தார்கள் இந்த உலகத்திலையும் வெற்றி பெறணும் மறு உலகத்திலையும் வெற்றி பெறணும் இந்த ரெண்டு உலகத்திலையும் நம்ம வெற்றி பெறதுக்கு நம்மளிடம் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆயுதம் துவா ஏன் தெரியுமா நபி சொல்லலா அலி வஸ்லம் அவர்கள் ஒரு ஹதீசில் குறிப்பிட்டு காமித்தார்கள் உங்களுக்கு எழுதப்பட்டிருக்கக்கூடிய தீய விதிகளை உங்களுக்கு எழுதப்பட்டிருக்கக்கூடிய உங்களால் மாற்றிக்கொள்ள முடியும் எதை கொன்று மாற்றிக்கொள்ள முடியும் என்று சஹாபாக்கள் கேட்கும் பெருமானார் சல்லாஹ் அலி வஸ்லம் அவர்கள் இரண்டு விஷயங்களை சொன்னார்கள் ஒன்று நீங்கள் கொடுக்கூடிய தான தர்மங்கள் உங்களுடைய கெட்ட விதிகளை மாற்றி அமைக்கும் நாயகம் சுல்லல்லா அலுவலாம் அவர்கள் அதனால தான் தர்மம் கொடுக்கும் போது கடன் வாங்கி ரசுல்லா தர்மம் கொடுத்ததாக நம்ம வரலாற பாக்குறோம் தம் பேர பிள்ளைகள் பசியோடு பட்டினியோடு வாடினாலும் கூட கடன் வாங்காத பெருமானார் சுல்லா அலி இஸ்லாம் அவர்கள் ஏழை எளிய மக்கள்கள் யாரேனும் தர்மம் கேட்டு வந்து நின்றார்கள் என்று சொன்னால் தன் அருகாமையில் இருக்கக்கூடிய நபி தோழர்களிடத்திலே கடன் வாங்கி நாயகம் அலுவலாம் அவர்கள் தர்மம் செஞ்சதாக முஸ்லீம் என்கின்ற நபிமொழி தொகுப்பிலே நாம் சில வரலாறுகளை நுணுக்கமாக பார்க்கின்றோம் அதற்கடுத்து நபி சொல்லாஹி இஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் கேட்கக்கூடிய உங்களுடைய மோசமான விதிகளை உங்களுக்கு எழுதப்பட்டிருக்கக்கூடிய கெட்ட விதிகளை நிச்சயம் அல்லாஹிடத்தில் மாற்றி கொடுக்கும் எந்த அளவிற்கு யூனூஸ் அலேஹலாத்துலாம் அவர்களால் சபிக்கப்பட்டு நாசம் அடையட்டும் என்று சில சமுதாயத்தை யூனூஸ் அலேஹ் அவர்கள் சபித்தார்கள் ஆனால் அந்த சமூக மக்கள் அவர்களின் சாபத்தை பயந்து அல்லாவின் பேரழிவு நம் மீது வந்துவிடுமோ என்கின்ற அச்சத்தால் ஊர் மக்கள் அனைவரும் ஒரு மலை மேல் ஏறி சிறுபிள்ளைகள் வயதானவர்கள் ஆண்கள் பெண்கள் கால்நடைகள் என அனைத்தையும் ஒரு மலைக்கு மேலே கொண்டு சென்று அவர்கள் அல்லாவிடத்தில் இறஞ்சினார்கள் அல்லாஹ் எங்கள் மீது வேதனையை தந்து எங்கள் மீது சோதனையை தந்து எங்களை அழித்து விடாதே நாங்கள் பாவியாகிவிட்டோம் எங்களை மன்னிச்சுருட்டு அல்லாட்ட கதறி அழுதாங்க அல்லாஹ் அவர்களுக்கு இறங்க வேண்டிய அதாபை கொஞ்சம் நாள் தள்ளி போட்டு வைத்தான் இப்போ துவா நமக்கு இருக்கக்கூடிய மோசமான விதிகளை மாற்றிடும் நாயகம் சுல்லல்லா வலிஸ்வங்க இம்மையில் நம்ம வெற்றி பெறதுக்கு சில துவாக்களை சொல்லி கொடுத்தாங்க மறுமையில் வெற்றி பெறதுக்கும் பெருமானா சுழல்லா வலிசம் அவர்கள் சிவ துவாக்களை சொல்லி கொடுத்தாங்க அதிலும் குறிப்பாக நாளை மறுமையிலே ஒரு மனிதன் சொர்க்கம் நுழைய வேண்டும் என்பதில் நாயகம் சொல்லல்லாஹுலே வஸ்லம் அவர்கள் அளவில்லாத ஆர்வம் கொண்டவர்களாகவும் இந்த உம்மத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர்கள் கூட நரகம் சென்றுவிடக்கூடாது என்பதில் மிகவும் கவனம் செலுத்தவர்களாக பெருமானார் சல்லல்லாஹலி இஸ்லம் அவர்கள் இருந்தார்கள் அந்த அடிப்படையில் நாயகம் சல்லல்லாஹலி வஸ்லம் அவங்க அடிக்கடி தொழுகையில் ஓதின ஒரு துவா நம்மளும் இந்த துவாவை கண்டிப்பாக அஞ்சு பக்த தொழுகையினே ஓதணும் ரொம்ப பெரியக்கமான வாயில வரக்கூடிய இலகுவான ஒரு துவா தான் அறிவிக்கக்கூடிய அகமதில் பதிவு செய்யப்படுகிறது ஆயிஷா ரதி சொல்லி காமிக்கின்றாங்க காலத்து சமயத்துலாஹி பெர்மானார் சல்லல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் சில தொழுகையில் இவ்வாறு ஓதுவதாக நான் கேள்விப்பட்டேன் சில தொழுகையில ரசூலுல்லா இந்த துவா ஓதுறத நான் அடிக்கடி நினைச்சேன் என் செவியால் நான் கேட்டேன் என்ன துவாவை பெருமான சல்லாசம் அவங்க ஓதனாங்க இந்த துவாவை மனப்பாடம் பண்ணிக்க எந்த துவாவ நாயம் சல்லாசம் ஓதுனாங்க நாளை மறுமையிலே மக்கள்கள் தவிக்கக்கூடிய அந்த நேரத்திலே மக்கள்கள் தடுமாறக்கூடிய அந்த நேரத்திலே கேள்வி கணக்குகள் கேட்கக்கூடிய அந்த நேரத்திலே என்னிடத்தில் லேசான கணக்கை நீ வாங்குவாயாக எனக்கு இலகுவான முறையிலே கேள்வி கணக்கை நீ ஆக்குவாயாக என்னுடைய கேள்வி கணக்கில் ரொம்ப கடினத்தை கையாண்டு விடாதேயா அல்லா அல்லாஹும் என் கேள்வி கணக்கை நீ லேசாக்கிவிடு என்று சில தொழுகையில பெருமான சல்லாசம் அவங்க ஓதிக்கொண்டே இருந்தார்கள் உடனே இந்த லேசான கணக்கு வாங்குறதுனா என்னன்னு எனக்கு புரியல உடனே நான் நாயகம் சொல்லு அலி வசல்லம் அவங்கள்ட்ட நீ அல்லாட்ட கேட்கறீங்களே கணக்குனா என்ன பெருமானார் சல்லாஹூ அலி வஸ்லம் அவர்கள் அதற்கு விளக்கம் அளிக்கின்றார்கள் லேசான கேள்வி கணக்கு வாங்குறதுதான் ஒண்ணும் இல்லை அல்லாஹ் ஒரு மனிதனுடைய நன்மை தீமையினுடைய ஓலச்சுவடியை வைத்துதான் அவனிடத்தில் அல்லாஹ் விசாரித்து கொண்டே இருப்பான் அப்படி விசாரிக்கும் பொழுது அந்த ஓலச்சுவடியிலே எழுதப்பட்டிருக்கக்கூடிய தீமையை அல்லாஹ் கண்டும் கண்டு கொள்ளாமல் அவன் அந்த பாவத்தின் மீது அந்த அடியானுக்கு இறக்கம் காமித்து அல்லாஹ் விட்டு விடுவானே அதுதான் லேசான கேள்வி கணக்கு சுமகான் ஒரு பாவத்தின் மீது நம் மீது இரக்கம் கொண்டு இவன் புழைத்து போய்விடட்டும் இவன் சொர்க்கம் நுழையட்டும் என்று நம் மீது கருணை காட்டி அல்லா ஒரு கேள்வியை கேட்காமல் விடுவான் பாருங்கள் அந்த பாவத்தை ஏன் செஞ்சேன்ட்டு கேட்காமல் விடுறான் பாருங்க அதுதான் லேசான கேள்வி கணக்கு என்று பெருமான சல்லாசம் அவங்க சொல்லிட்டு சொன்னாங்க யாருக்கு அல்லாஹ் கேள்வியை துருவி துருவி துருவி துருவி ஆராயிரானோ இந்நகுமை ஹலக்க யாருக்கல்ல கேள்வி கிடக்க துருவி துருவி ஆராய ஆரம்பிக்கிறானோ ஹலக்க அவன் நாசம் போயிட்டான் அவன் அழிஞ்சிட்டான் அவனுக்கு நரகம்தான் என்று பெருமானா சொல்லாசம் அவர்கள் சொன்னார்களே அப்போ அந்த கேள்வி கணக்கு வாங்கக்கூடிய அந்த நாளை நாம் கவனத்தில் கொண்டு நம் மனதில் கொண்டு உருக்கமான முறையிலே ஒவ்வொரு பக்திலும் நாம் இந்த துவாவை கேட்டோம் என்று சொன்னால் நம் இறுதி மூச்சு இருக்கின்ற வரை நாம் இந்த துவாவை கேட்டோம் என்று சொன்னால் நிச்சயம் நாளை மறுமையிலே மக்கள் தத்தரிக்கூடிய அந்த நேரத்திலே தவிக்கக்கூடிய அந்த நேரத்திலே பதில் சொல்வதற்கு நாவு தடுமாறக்கூடிய அந்த நேரத்திலே அல்லாஹ் ரபுல் ஆலமின் நமது கேள்வி கணக்குகளை இலகமாக்குவான் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை துவாக்களில் நீங்கள் இம்மையை மட்டுமே கேட்டுவிட்டு விட்டு மறுமையின் மீதும் நீங்கள் சிந்தனை செலுத்துங்கள் மறுமையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் மீதும் நீங்கள் சிந்தையில் சிந்தனை செலுத்துங்கள் மறுமையிலே அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய நன்மையின் மீதும் தீமையின் மீதும் அல்லாஹ் தரக்கூடிய தண்டனையின் மீதும் சந்தோஷத்தின் மீதும் நீங்கள் கவனம் செலுத்தி நீங்கள் அடிக்கடி துவா செய்து கொண்டே இருங்கள் அல்லாஹ் ரபுல் அலமீன் இம்மை வாழ்விலும் மறுமை வாழ்விலும் வெற்றி பெறக்கூடிய மக்களாக நம்மை ஆக்கி அருள்வதோடு நமது துவாக்களின் மூலமாக நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மோசமான முசீபத்துகளை அல்லாஹ் அகற்றி அருள் புரிவானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்தி வரகா